வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நான் தேங்காயில் என்னென்று சம்பல் செய்கிறேன் தான் செய்து காட்ட பொருண் அதுவும் ஸ்ரீலங்கா ஸ்டைலில் என்னென்று செய்யறேன் வாங்க பார்க்கலாம் தேவையான பொருட்கள் ஒரு முழு தேங்காய் திருவினது சிறிதளவு வெங்காயம் சிவத்த மிளகாய் வாட்டினது ரெண்டு உள்ளிப்பல் சிவத்தமிளகாயம் செத்தமிளகாயன்னு சொல்கிறது அதை சிறிதளவு எண்ணெயில் நாங்கள் ஒரு பத்து எடுத்த நான் ஆகலும் உரைப்பு தேவையானால் கொஞ்சம் நீங்கள் பதினஞ்சும் எடுக்கலாம் எடுத்து கொஞ்சம் எண்ணெயில் வாட்டி போட்டு இதை நல்லா உப்பா இடிக்கணும் உள்ளுக்கு இருக்கிற சின்ன சின்ன கொட்டையிலெல்லாம் நல்லா இடித்தாதான் நல்லாயிருக்கும் இடித்தா பிறகு உப்பு நான் ரெண்டு கரண்டு உப்பு போடுறேன் போட்டு நல்லா இடித்து போட்டு திருவி வச்ச தேங்காய் தேங்காயை நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறபடியாக ச நேரம் தேங்காய் உறைஞ்சி போயிருக்கும் நாங்கள் கொஞ்சம் வாட்டினா சிறுதளவும் ஹீட்டில் வாட்டினா நல்லாயிருக்கும் சம்பல் அதை நாங்கள் வாட்டி போட்டு அதையும் போட்டு நல்லாப்பா இடிக்கணும் இடித்து போட்டு எல்லாமே சேரும் அளவும் நாங்கள் இப்போ நல்லா இடித்தா சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் அந்த சின்ன வெங்காயத்தை உள்ளியையும் போட்டு படிக்கணும் சின்ன வெங்காயம் நல்லா இடிக்க வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்சம் கடிபட்டா டேஸ்ட்டாக இருக்கும் இடித்த சம்பளுக்கு அதனால் நல்லா நகை இடிக்க வேண்டாம் மேலால் போட்டு தேவையான அளவு புளி நான் புளி விடுறனால் சம்பலுக்கு தேவையானால ஒரு குறிப்பிட்டா புளியை கரைச்சி போட்டு இதுக்கு மேலே விட்டு அதையும் சேர்த்து சரி இதுதான் சம்பல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறபடியாக ஒரு மெதர்ட் தான் அந்த தேங்காயால் கொஞ்சம் உறைஞ்ச போ தன்மை இருக்கும் தேங்காய் பூ அதை நாங்கள் வாட்டி போட்டு சம்பல் அடிக்கமுன்னா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மெதில் நீங்கள் மொழி செய்து பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது தோசைக்கு சாப்பிட இன்னுமே நல்லா இருக்கும் இந்த சிதாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னமும் ஒரு வீடியோ கிடைக்கிற சந்திப்பா பாய்